ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஏர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 1000 புட்டாஸ் ஆஃப்ஸல் சாரிஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியை நம்ம பார்த்துடலாம் சாரி நம்பர் 648 ஃபோர் எயிட் சரியுடைய கலர் இங்கு ப்ளூ கலருங்க பல்லு body of blouse ஒரே கலர் தாங்க ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக வரும் bodyல வரக்கூடிய இந்த புட்டா சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்டு சரீலில் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவே வந்துட்டுருக்குங்க டாப் அண்ட் பட்டமில் உங்களுக்கு த்ரீ லைன்ஸில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும் இந்த பிளவுஸ்லையுமே உங்களுக்கு புட்டாஸ் இருக்குங்க இந்த சேரீ கைத்தறியில் நெசவு பண்ண பியூர் சில்க் சாரீங்க கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு இப்படி உள்ளே போகும்போது மட்டும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி இது வரைக்குமே வந்து கன்டினியூஸ் இருக்கும் அண்டு உள்ளே போகும்போது மட்டும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வருங்க இந்த சாரீ பியூர் சில்குங்கிறதுனால ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் சாரீ நம்பர் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த சாரீயோடைய கலர் வயலக் கலர் ஸாரியோடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் சிங்கிள் க சாரீ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீயில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஹாஃப் ஒயிட் வயலட் அண்ட் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷனுங்க இது வந்து ரொம்பவுமே மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் தி கலெக்ஷனுங்க அதனால தான் வந்து லிமிட்டடு சாரீஸ் தான் இருக்குது எப்போவுமே ஏன்னா எப்போ நம்ம போட்டாலுமே வந்து எல்லா சாரீஸுமே சோல்ட் ஆயிடுதுங்க சாரீ நம்பர் 650 ஃபைவ் ஜீரோ கேஷ் ஆண்டெவ்ரி ஆப்ஷன் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நீங்கள் கேஷ் பண்ணி ஸாரி வாங்கிக்கலாங்க இப்போ நீங்க பார்க்கறது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஹாஃப் ஒயிட் பாடி ஆஃப் சாரி அண்ட் பல்லு ரெட் கலர் குங்குமம் color. international shipping ஷிப்பிங் அவைலபிள் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு shipping charges extra வருங்க நெக்ஸ்ட் சேரீ நம்ம 651 ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுன்னா இல்லைனா நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்ததுன்னா அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் சேரீ ஃபுல்லாக விரித்து பாருங்கள் அதில் எதாவது ஃபால்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவிலையே காட்டுங்க அது ப்ரூஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு பார்சல் வாங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வீடியோ எடுத்து அனுப்பிங்கன்னா கண்டிப்பாக நம்புற மாதிரியே இருக்காதுங்க நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போதே ஃபுல்லாக பாருங்கள் அதில் மிஸ்டேக் இருந்ததுன்னா வீடியோலேயே மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நீங்க பார்த்தது பாடி ஆஃப் சேரி அண்ட் பல்லு பிங்க் கலர்லேயும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அழகே கிரீன் கலர்லேயும் இருக்குங்க நெக்ஸ்ட் சேரீ நம்ம சிக்ஸ் ஃபைவ் இந்த சாரீஸை நீங்கள் WhatsApp மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நைன் இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பரில் மட்டும்தாங்க புக்கிங் அதுவும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறத விட கால் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அது ஒரு மெசேஜ் போதுங்க அதாவது இப்போ இந்த சாரீ நம்பர் சிக்ஸ் இது நீங்கள் புக் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா 652 ஃபைவ் டூ புக் அப்படின்னு இந்த ரெண்டே ரெண்டு வேர்டு இருந்தால் கூட போதுங்க நாங்கள் ஈஸியாக பார்த்துட்டு நீங்கள் கேட்கும் போது அந்த சேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்போவே உங்களுக்கு புக் பண்ணுவோம் and அண்ட் புக்கோடு ஃபரியூங்கிற ரிப்ளையும் கொடுப்போம் இந்த ஸாரீ நம்ம சிக்ஸ் ஃபைவ் டூ பாடி ஆஃப் சேரீ பல்லு வந்து blue கலருங்க இங்கு blue கலர் இதோடைய காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்சில் டபுள் ஷேடில் இருக்குதுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா சேரீஸ்க்குமே டிசைனர் ப்ளவுஸ் அதாவது ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு புட்டாக ஒர்க் இருக்குங்க இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த Silk Marks லேபிளோட கிடைக்கும் 6,700 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குங்க பிடிச்சிருந்ததுன்னா கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்